போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் வருங்கால அரச ஊழியர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்த்தகவு அதாவது ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்ருக்கோம் போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்த்தகோவில் என்னென்ன பேசிக்ஸாக இருக்கோ அது எல்லாமே பார்த்தோம் சரிங்களா நிகழ்த்தகவில் சோதனைனா என்ன அப்புறம் முயற்சினா என்ன விளைவுனா என்ன அப்புறம் கூடு புள்ளின்னா என்ன கூடு விலைன்னா என்ன நிகழ்ச்சினா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறம் நிகழ்ச்சியோட வகைகள் பார்த்தோம் அப்புறம் நிகழ்த்தகோல என்னென்ன பேசிக்ஸாக இருக்கோ அதை பார்த்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்த்தகவின் கூட்டத்திட்டத்தை பற்றி பார்த்தோம் சரிங்களா நிகழ்த்தகவின் கூட்டத்தை பத்தி பார்த்தோம் அப்ப இந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சீட்டு கட்டு சம்பந்தமா நிகழ்ச்சி என்ன கொஸ்டின் கேட்க போறாங்களோ பாக்க போறோம் சரிங்களா சீட்டு கட்டு சம்பந்தமா என்ன இருக்கோ அதை பார்க்க போறோம் சீர்காட்டு சம்பந்தமா என்ன அதே நம்ம சரிங்களா கிளாஸ்க்கு போக இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீட்டு சம்பந்தமா கொஸ்டின் பாக்கிறதுக்கு முன்னாடி கட்டு என்ன பேசிக்ஸா அதை பச பாத்துருவோம் சரிங்களா இப்ப சீட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சீட்டு கட்டில் எத்தனை சீட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சீட்டு எத்தனை சீட்டு இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் சரிங்களா இந்த ஐம்பத்தி சீட்டே ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சீட்டு இன்னொன்று சவப்பு சீட்டுன்னு பிரிக்கலாம் ஐம்பத்தி சீட்டே ரெண்டாக பிரிக்கலாம் உன் கருப்பு சீட்டு இன்னொன்று சவப்பு சீட்டு சரிங்களா அப்போ ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாயிரம் வரும் கருப்பு சீட்டு இருபத்தி இருக்கும் சவப்பு சீட்டு இருபத்தி இருக்கும் சரிங்களா இந்த கருப்பு சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம் கருப்பு சீட்டே ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளவரு இன்னொன்று ஸ்பேடு இன்னொன்று கிழவர் இன்னொன்று ஸ்பேடு கிழவர் சீட் எத்தனை பதிமூன்று இருக்கும் ஸ்பேடு சீட்டு பதிமூன்று இருக்கும் சரிங்களா அடுத்து சவப்பு சீட்டே ரெண்டாய் பிடிக்கலாம் அது வந்து டைமன் ஒன்று டைமண்ட் அப்புறம் ஹார்டின் சரிங்களா அப்போ சவப்பு சீட்டு இருபத்தி ஆறுனா அதை ரெண்டாய் பிடிச்சிங்கன்னா டைமன்ல பதிமூன்று இருக்கும் ஹார்டீன்ல பதிமூன்று இருக்கும் சரிங்களா இது ஒரு பேசிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணுத்தால இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது பாருங்களேன் இருக்கு அந்த படசீட்டு என்ன படம் போட்டு ஜே கியூ கே சரிங்களா அப்ப நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு அப்போ ஒரு சீட்டு கட்டல மொத்தமா இருக்கிற பட எத்தனை பன்னெண்டு சரிங்களா அது என் சீட் எதை சொல்றாங்கன்னா ரெண்டுல இருந்து பத்து வரைய இருக்குல்ல ரெண்டுல இருந்து பத்து வரை இருக்கும் சரிங்களா அப்போ இந்த கிளவெர்ல வந்து வரை ஒன்பது சீட்டு இருக்கும் அப்போ இதுல ஒரு ஒன்பது இதுல ஒரு ஒன்பது சரிங்களா இன்ட்டு ஒன்பது முப்பத்தி ஆறு சீட்டு இருக்கும் அப்போ ஒரு சீட்டு கட்ல எண் சீட்டு ஆறு இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து எழுத்து சீட்டு இங்க எழுத்து சீட்னா எதை சொல்றாங்கன்னா எழுத்துக்கள்லாம் என்னது ஜே கியூ கேஸ் சரிங்களா இது நாலு வந்து பாத்தீங்கன்னா எழுத்து சீட்டு அப்போ ஒரு சீட்டு கட்ல இருக்க எழுத்து சீட்டு எத்தனை பாத்தீங்கன்னா பதினாறு இருக்கு சரிங்களா இதுதான் சீட்டு கட்ல உள்ள பேசிக்ஸான விஷயம் இதுதான் சரி வாங்க சீட்டு கேட்டில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ சீட்டு கேட்குற கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு சொன்னால் நம்ம ரெண்டு விதமாக பார்க்க போறோம் சரிங்களா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சீட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுத்தல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சீட்லேருந்து ரெண்டு சீட்டு எடுத்தல் இது சம்மந்தமாக எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் நம்ம ஐம்பத்தி ரெண்டு சீட்லேருந்து ஒரு சீட்டு எடுக்கிறது எப்படி கொஸ்டின் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஐம்பத்தி ரெண்டு கொண்ட ஒரு சீட்டு இருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது எனில் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா காமனா வச்சுக்கோ ஒரு சீட்டு ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது எல்லாருக்கும் எப்படி கேட்பாங்க ராஜா சீட்டாக இருக்க நிகழ்த்தகவு என்ன தேவையோ அது மேல மொத்தம் எத்தனை ராஜா சீட் இருக்கும் நாலு ராஜா சீட் இருக்கும் எப்படி கண்டுபிடிங்க தகவசி கோட்டு சாதகமான விலைவு சாதகமான விளைவு நமக்கு தேவையான விளைவு சரிங்களா மொத்த விளைனா மொத்தம் பாருங்க இங்க நமக்கு தேவை என்னது ராஜா சீட்டு அப்ப ஐம்பத்தி ரெண்டு ராஜா சீட் இருக்கும் நாலு ராஜா சீட்டு இருக்கும் மொத்த சீட்டு பாரு கட்டில் இருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது என சிவப்பு சீட்டாக இருக்க நிகழ்த்தகூட்டாக இருக்க நிகழ்த்தக தேவை என்ன தேவை சிவப்பு சீட் தான் தேவை அப்படி சீட்ல எத்தனை சிவப்பு சீட் இருக்கும் இருபத்தி ஆறு சிவப்பு இருக்கும் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு பண்ணுங்க பார்ப்போம் அடிக்கலாம் ஓர் இருபத்தாறு இருபத்தாறு ரெண்டு இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஆன்சர் ஒன்று பதி இப்போ மூணாவது கொஸ்டின் பாருங்க சேம்மா அப்படியே ஐம்பத்தி சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டியிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது அந்த சீட்டு அந்த சீட்டு டைமண்ட் சீட்டாக இருக்க நிகழ்த்தகவு டைமண்ட் சீட்டாக இருக்க சாதகமான விளைவுகள் மொத்த விளைவுகள் சரிங்களா எப்படி சொல்லலாம் கூறுவில எண்ணிக்கை எண்ணிக்கை மொத்தம் ஐம்பத்தெண்டு சீட்டு தேவை சாதகமான விளைவுகள் மொத்த விளைவுகள் சொல்லலாம் ஒன்பத்திட்டு இருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது எனில் அந்த சீட்டு அந்த சீட்டு கிளவர் சீட்டாக இல்லாமல் இருக்க இல்லாமல் இருக்க நிகழ்த்தகவு அப்ப நிகழ் தேவை இல்லாமல் இருக்கு தேவையில்லை பாக்கி என்ன மூணு என்ன இருக்கு ஹார்டின் தேவை சரிங்களா சீட் எத்தனை இருக்கும் தேவை மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது எப்படி இருந்துச்சு பாரு கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது நம்ம இப்ப எல்லாமே எல்லாம் இருக்கோம் ஒரு சீட்டு எடுக்கிறது எடுக்கப்படுகிறது எனக்கு அந்த சீட்டு பட சீட்டாக பட சீட்டாக இருக்க நிகழ்த்தகவு காண்க்கு என்ஆ சாதகமான விளைவுகள் என்ஆஸ் மொத்த விளைவுகள் அதாவது இருக்கும் jkk 433 சிட் இருக்கு அப்ப 43 12 அப்ப மொத்த எத்தனை பனசிட் இருக்கு 12 படாசிட் இருக்கு மொத்த சிட் 52 மொத்த சிட் 52 சரிங்களா ஏதால அடிக்கலாம் 44 ஏடிங்க 34 12 13 4 52 சரிங்களா அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீனா 3/13 இது இது இதுக்கு அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது அப்ப இதுக்கு ஆன்சர் 3/13 சரிங்களா ஆறாவது क्वेश्चन பாருங்க सेम அதே மாதிரி 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டில் இருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது அந்த சீட்டு அந்த சீட்டு என் சீட்டாக என் சீட்டாக இருக்க நிகழ்த்தகவு என் சீட்டாக இருக்க நிகழ்த்தகவு காண்க எப்படி விடுப்பீங்க நமக்கு இங்க என்ன தேவை என் சீட்டு தான் தேவை என்ன தேவை என் சீட்டு அப்போ என் சீட்னா என்ன சொல்றாங்க ஒவ்வொரு சீட்லையுமே எதாவது ஸ்பேடுன்னு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டுலேருந்து பத்து வரைக்கும் என் சீட் இருக்கும் அப்போ ஸ்பேட்ல மொத்தம் எத்தனை என் சீட் இருக்கும் ஒன்பது இருக்கும் அப்போ நாலுலேயும் நாலு இன்ட்டு ஒன்பது முப்பத்தாறு அப்போ ஒரு சீட்டு கட்டல எத்தனை என் சீட் இருக்கும் முப்பத்தி ஆறு என் சீட் இருக்கும் அப்போ மொத்தம் ஐம்பத்தி மொத்தம் ஐம்பத்தி ஒன்று ஒன்பது பை பதிமூணு ஒன்பது பை பதிமூணுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது என சிவப்பு சீட்டாகவோ அல்லது டைமண்ட் சீட்டாகவோ டைமண்ட் சீட் ஆகவோ இருக்க நிகழ்த்தகவு போன கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஆகுது போனது அந்த சீட்டு சிவப்பு சீட்டாக இருக்க நிகழ்த்து என்ன பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை வருது அப்போ ஐம்பத்தி ரெண்டு சீட்ல இருந்து ஒரு சீட் எடுக்கும் போது இடையில அல்லதுன்னு ஒரு வார்த்தை வந்து என்ன பண்ணணும் கூட்டல் திட்டத்தை பயன்படுத்தணும் கூட்டல் திட்டம் அப்போ நிகழ்த்தகவின் கூட்டத்திட்டம் என்னது b சிவப்பு சீட்டாக இருக்க நிகழ்த்தி வரி மொத்தம் எத்தனை சிவப்பு சீட் இருக்கும் இருபத்தி ஆறு சிவப்பு சீட்டு இருக்கும் டைமண்ட் சீட்டாக இருக்க நிகழ்த்தகவுட் இருக்கும் பதிமூணு சீட் இருக்குமா அப்ப தேவை மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா இப்படி பி யும் பாருங்களேன் சொல்லிட்டு பாருங்களேன் இந்த சிவப்பு சீட்டு இருக்குமா இருக்காது அப்போ சிவப்பு இருபத்தி ஆறுல எத்தனை சீட்டு பதிமூணு சீட்டு காமாணா இருக்கும். ஏனா 13 டைமண்ட்ஸ்னும் சிவபூ சீட்ல தான் அடங்குது சரிங்களா? அப்ப P(A ∩ B)ங்கிறது 13/52 13/52. இந்த 13 எப்படி வந்து இந்த சிவபூ சீட்ல இந்த 13 சீட் டைமண்ட் சீட் 13 சீட் காமாணா இருக்கு சரிங்களா? அப்ப A ∪ B-னா ரெண்டுதே காமாணா இருக்க சீட்டை மட்டும் எடுத்துக்கணும். அப்ப இங்க 13 சீட் காமாணா இருக்கும். இப்போ இது அப்படியே சப்ஜெக்ட் பண்ணுங்க பாப்போம் இங்க. P(A ∪ B) P(A) P(A)-ஓட வேல்யூ 26/ 52 P(B)-ஓட வேல்யூ 52 52 ஒன் பை டூ இது ஒன் பை டூட்டாவது பாருங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொஸ்டின் சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது எனில் எட்டாவது கொஸ்டின் அந்த சீட்டு டைமண்ட் சீட்டாகவோ அல்லது ராஜா சீட்டாகவோ அல்லது ராஜா சீட்டாகவோ இருக்க நிகழ்த்தகவு இருக்க நிகழ்த்தகவு காண்க இது கொஸ்டின் சரிங்களா அல்லதுன்னு ஒரு வார்த்தை என்ன பண்ணுவோம் கூட்டத்திட்டத்தை பயன்படுத்தணும் சரிங்களா அல்லதுன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு நிகழ்த்தகவின் கூட்டத்திட்டம் என்னது ஏ யூனியன் பி சிவ் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் a வெட்டி b b of a வெட்டி b சரிங்களா இங்க p of a ங்கறது என்னது டைமண்ட் சீட்டாக இருக்க நிகழ்தகவே b of b ங்கறது ராஜா சீட்டாக இருக்க நிகழ்தகவே p of a வெட்டி b ங்கறது ரெண்டுதீயே காமனா இருக்குறது சரிங்களா அப்ப நீங்க என்ன பண்ணணும் தனித்தனி நிகழ்தவகு கணக்கிடணும் அப்ப p of a ங்கறது என்னது டைமண்ட் சீட்டாக இருக்க நிகழ்தகவே p of a ங்கறது என்னது டைமண்ட் சீட்டாக இருக்க நிகழ்தகவே சரிங்களா அப்ப 52 சீட்டில எத்தனை டைமண்ட் சீட் இருக்கும் 13 டைமண்ட் சீட்டு இருக்கும் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு நமக்கு நிகழ்த்து தேவை பதிமூணு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா நீங்க எல்சியை எடுத்து கூட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா அடிக்காம அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த பாருங்களேன் பி ஆஃப் பிங்குறது என்னது ராஜா சீட்டாக இருக்க நிகழ்த்தகி ஆங்குறது என்னது ராஜா சீட்டாக இருக்க அப்ப ஐம்பத்தி சீட்ல மொத்தம் எத்தனை ராஜா சீட் இருக்கும் நாலு ராஜா சீட்டு இருக்கும் அப்ப தேவை நாலு மொத்தம் ஒரு <T -f> 52 இது போடுங்க P P P of of of A 52. B 52. Minus A B பண்ணுங்க எல்லாம சேமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் மேலே உள்ளதா ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ பதிமூணு பிளஸ் நாலு பதினேழு பதினேழுல ஒன்று போச்சுன்னா இப்போ என்னன்னா பதினாறு பை வரும் பதினாறு பை இதை சிம்பிளிக் பண்ணலாமா நாலு அடிச்சிங்கன்னா நான்கு பதினாறு பதிமூணு நாலு ஐம்பத்தி ரெண்டு அப்போ இதுக்கு ஆன்சர் நாலு பை இப்போ ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஐம்பத்தி சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது எனில் அந்த சீட்டு கருப்பு சீட்டாகவோ அல்லது கருப்பு ராணியாகவோ கருப்பு ராணியாகவோ இருக்க நிகழ்த்தக இருக்க நிகழ்த்தகவு அந்த சீட்டு கருப்பு சீட்டாக அல்லது கருப்பு ராணியாக இருக்க நிகழ்தகவை சரிங்களா அல்லது கூட்டத்திட்டத்தை கூட்டம் பி சி கொடு பி ஆனஸ் பி ஆ A தேவை இருபத்தி ஆறு மொத்தம் கருப்பு ராணியாக இருக்க நிகழ்த்தக சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு சீட்ல எத்தனை கருப்பு ராணி சீட்டு இருக்குங்க ரெண்டு கருப்பு ராணி இருக்கும் எத்தனை ரெண்டு கருப்பு ராணி சரிங்களா அப்ப ரெண்டு தேவை நமக்கு ரெண்டு மொத்தம் ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் ஆயிரும் சரிங்களா கருப்பு சீட்ல கண்டிப்பா கருப்பு ராணி இருக்குமா இருக்க இந்த ரெண்டு கருப்பு ராணியுமே இதுல கண்டிப்பா இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பை ஐம்பத்தி ஏன்னா கருப்பு ராணி ரெண்டுமே அப்படியே கருப்பு சீட்டில் உங்களுக்கு இருக்கும் இது எப்படி எடுத்தாங்க போடுங்க பார்ப்போம் பி வேல்யூ இருபத்தி ஆறு பை பி ஆஃப் பி ஓட வேல்யூ ரெண்டு பை ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் பி ஆஃப் ஏப்டிபி ஏட்டிபி என்னது ரெண்டு பை அதே ரெண்டு பை ஐம்பத்தி தான் சரிங்களா அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும் பாக்கி பேலன்ஸ் இருபத்தி ஆறு பை ஐம்பத்தி ரெண்டு கொஸ்டின் பாருங்க ஐம்பத்தி சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டியிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது எனில் அந்த சீட்டு அந்த சீட்டு ராணி சீட்டாகவோ அல்லது வோ ராணி சீட்டாகவோ அல்லது ராஜா சீட்டாகவோ இருக்க நிகழ்த்தகிங் சரிங்களா அல்லதுன்னு ஒரு வார்த்தை நிகழ்த்தகவின் கூட்டல் திட்டத்தை பயன்படுத்தணும் கூட்டல் திட்டம் பி ஆஃப் ஏ யூனியன் பி சி கோடு P of A P of B minus P of A B இருக்க நிகழ்த்தகிறது ராணி சீட்டாக இருக்க நிகழ்த்தகவு இருக்கும் நாலு ராணி சீட்டு இருக்கும் அப்ப நமக்கு தேவை நாலு நிகழ்த்தக எத்தனை ராஜா சீட்டு இருக்கும் நாலு ராஜா சீட்டு இருக்கும் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு தேவை நாலு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு பி வாய்ப்பா இல்ல ரெண்டுமே ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்போ கண்டிப்பா இதோட பை ஐம்பத்தி ரெண்டு பிளஸ் இதோடய ஜீரோ ஏன் இந்த ஜீரோ ஆகுதுன்னா இந்த ராணி சீட்டாகவோ அல்லது ராஜா சீட்டாகவோனா இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆயிரும் சரிங்களா இப்போ என்னத்தையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம் எட்டு பை ஐம்பத்து வரும் நானு அடிச்சிங்கன்னா ரெண்டு பை ஆன்சர் ரெண்டு பை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டி வினாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சீட்லேருந்து ஒரு சீட்டு எடுக்கிறது எப்படி கொஸ்டின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டி வினாக்களில் ஐம்பத்தி ரெண்டு சீட்லேருந்து ரெண்டு சீட்டு எடுத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி பார்க்குறது பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் மெத்தன் ஒன்று இருக்கு இந்த மெத்தட் காம்பினேஷன் மெத்தன் ஒன்று இருக்குது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா அது போக முடியும் சரிங்களா பாருங்க இப்போ ஐம்பத்தி ரெண்டு சீட்லேருந்து ரெண்டு சீட்டு எடுக்கிறதுனா அது எப்படி எழுதுறதுன்னா பாருங்க ஐம்பத்தி ரெண்டு சீட்லேருந்து ரெண்டு சீட்டு இது இப்படிதான் எழுதணும் ஐம்பத்தி ரெண்டு சீ டூ ஐம்பத்தி ரெண்டு சீ டூ எப்படி எழுதுறதுனா எக்கில ரெண்டு இருக்கா அப்போ ரெண்டு குறைக்கணும் அப்போ எப்படி குறைப்பீங்க ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறுன்னு வரும் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு சரிங்களா இப்ப இதை பாருங்களேன் நான் ஒரு மூணு பேரை செலக்ட் பண்றேன் மூணு பேரை செலெக்ட் பண்ணுறேன் இப்போ எத்தனை முறைகளில் செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் போடணும் எப்படி போடுவீங்க இந்த மெத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் மெத்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ பத்து இருக்குது கீழே இருக்குது மூணு இருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா மூணு வாட்டி குறைக்கணும் இப்போ பத்து இன்ட்டு ஒன்பது இன்ட்டு எட்டு இதுக்கு மேலே குறைக்கக்கூடாது சரிங்களா டிவைடட் பை ஒன்று இன்ட்டு மூணு வரையும் போகணுன்னா கீழே மூணு வரையும் இருக்குது அதனால் மூணு வரையும் போடணும் இப்போ கேன்சல் பண்ணுவோம் பார்ப்போம் இது நீங்கள் எடுத்துங்கன்னா மூணு இது நீங்கள் எடுத்துங்கன்னா ரெண்டு இது இதையும் எடுத்துங்கன்னா பத்து இன்ட்டு நாள் நாற்பது இருபது என்ன ஆன்சர் வரும் நூத்தி இருபது பாருங்கண்ணா அஞ்சு பேர் ஒரு குழு இருக்காங்க என்ன பண்றாங்க அஞ்சு பேர் ஒரு குழுல இருக்காங்க அந்த அஞ்சு பேத்துல இருந்து நான் ரெண்டு பேரை செலக்ட் பண்றேன் அஞ்சு பேத்திலேருந்து ரெண்டு பேரை செலக்ட் பண்றேன் குறைக்கணும் அப்போ அஞ்சு இன்ட்டு டிவைடட் பை இங்கே ரெண்டு இருக்கனால ஒன்று இன்ட்டு ரெண்டு இது இதையும் அடிச்சிங்கன்னா ரெண்டு அப்போ ஆன்சர் என்ன வரும் பத்துன்னு வரும் ஆன்சர்னாவது பத்து சரிங்களா இப்போ என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி பத்து பேர் இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுறேன் பத்து பேர்லேருந்து ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுறேன் அப்போ எப்படி போடுவீங்க இங்கே ரெண்டு இருக்க அப்போ ரெண்டு வாட்டி குறைக்கணும் இப்போ பத்து இன்ட்டு ஒன்பது டிவைடட் பை ஒன்று சரிங்களா இப்போ இது இதை அடிச்சிங்கன்னா அஞ்சு பை ஒன்பது நாற்பத்தி அஞ்சு அஞ்சு ஒன்பது நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போ இங்கே பத்து இருக்குது இங்கே சி டூ இன்னும் இந்த டூவோட எதை கூட்டினாங்கன்னா பத்து வரும் எட்டு கூட்டலாமா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து சிஏ பத்து சிஏ இந்த ஆன்சர் இந்த ஆன்சரும் ஒன்றா தான் வரும் பாருங்கண்ணே அப்போ இங்கே எட்டு இருக்குதுனால என்ன பண்ணுனீங்க எட்டு வாட்டி குறைக்கணும் எப்படி போடுவீங்க பத்து இன்ட்டு ஒன்பது எட்டு எட்டு எட்டு ஏழு சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நம்பர் குறைச்சிட்டேன் சரிங்களா டிவைடட் பை இங்கே எட்டு கே என்ன போடணும் எட்டு வாட்டி போடணும் அப்போ போடுங்க ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஏழு இன்ட்டு எட்டு சரிங்களா இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள் பார்ப்போம் இந்த மூணுக்கு இந்த மூணு கேன்சல் ஆயிரும் நாலுக்கு நாலு அஞ்சுக்கு அஞ்சு ஆறுக்கு ஆறு ஏழுக்கு ஏழு எட்டுக்கு எட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது இது இது ஏன் அனுப்பிச்சிங்கன்னா அஞ்சு அப்போ 45 59 45 இப்போ நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுகிட்டீங்கன்னா 10 C 2 இந்த 8 ரெண்டோட எதை கூட்டினா 10 வரும் 8 தான் அப்ப 10 C 8ம் எப்படி இருக்கும் சமமா இருக்கும் 10 C 2உம் 10 C 8உம் சமமா இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க இன்னொரு பாருங்க இப்போ 20 C 4 20 C 4 இதுவும் இதுவும் சமமா இருக்கும் இந்த 4ஓட எதை கூட்டினா 20 வரும் 16 சரிங்களா அப்ப 20 சி பதினாறும் சமமா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே பதினாறு பெருசா போற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த கீழே சின்னதா வரது வர மாதிரியே வச்சுக்கலாம் சின்னதாக வர மாதிரி வச்சு போட்டுக்கலாம் சரிங்களா காம்பினேஷன் மெத்தட்ல எப்படி பாத்துட்டு சரிங்களா இப்ப கொஸ்டின் கேட்கறாங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிட்டு இருந்து இரண்டு சீட்டு எடுக்கப்படுகிறது எனில் இரண்டு சீட்டு எடுக்கப்படுகிறது எனில் அந்த சீட்டு இருக்க நிகழ்த்தக ஈஸியா போட்டு ரெண்டு என்ன போடணும் இருக்க நிகழ்த்து நீங்க Elemento, <coughs> by by n n n n n n n of of of of of of of s s s, s, s s a 52 52 52, 52 52 என்ன பண்ணுவோம் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தொன்னு பதிமூணு இருபத்தி ஆறு தான் என்ன சீட்டு அந்த ரெண்டு சீட்டுமே ராஜா சீட்டாக இருக்க நிகழ்த்தகவு அப்படிங்க ராஜா சீட் மொத்தம் எத்தனை என் கண்டுபிடிக்கணும் ராஜா சீட் எத்தனை நாலு நாலு சீட்ல இருந்து எத்தனை சீட் நமக்கு தேவை ரெண்டு சீட்டுமே ராஜா சீட்டாக இருக்கணும் அப்போ ஃபோர் சி டூ அப்போ என்னது ஃபோர் சி டூ அப்போ ரெண்டுத்தையும் போடுங்க பார்ப்போம் இங்கே ரெண்டு இருக்கு அப்போ நாலு இன்ட்டு மூணுன்னு வரும் கீழே ஒன்று இன்ட்டு ரெண்டுன்னு வரும் இது இது எடுத்துனா ரெண்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இப்போ பாருங்க என் ஆஃப் ஏவோட வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம் என்ஆஃப் சரிங்களா அப்போ என்ஆஃப் வேல்யூ ஆறு என்ஆஃப் வேல்யூ பதிமூணு இருபத்தி ஆறு ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஆறு என்ன வரும் ரெண்டு ஆறு பன்னெண்டு திரும்பியும் ரெண்டு ஆறு பன்னெண்டு 1 52 பாரு கட்டிலிருந்து இரண்டு 2 எனும் டை சீட்டாக இருக்க நிகழ்த்தக இருக்க நிகழ்த்தகூட் ஐம்பத்தி ரெண்டு எடுத்தா பிரச்சனை கிடையாது சரிங்களா சீட்டு ஒரு சீட்டு கட்டிலிருந்து ரெண்டு எடுத்தாவே போடணும் பாருங்க எவ்வளவு என்ஆபிஎஸ் மொத்தம் இங்கே ஐம்பத்தி ரெண்டுங்கிறது என்ஆபிஎஸ் கிடையாது நீங்க என்ன பண்ணணும் என்ஆஸ் கண்டுபிடிக்கணும் என்ஆஃபிஎஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு எத்தனை சீட் எடுக்கிறாங்க ரெண்டு சீட்டு அப்போ ஐம்பத்தி ரெண்டு சீட்ல இருந்து சீட்டு கட்டிலிருந்து ரெண்டு சீட் எடுக்கிறாங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டு சீட்டு எப்படி போடுவீங்க போடுவீங்க இறுதி ஆயிடுச்சுன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இன்ட்டு ஐம்பத்தி ஒன்று 13 13 26 2 N பதிமூணு இருபத்தி ஆறு பதிமூணு இருபத்தி ஆறு என்ன அந்த நிகழ்த்தகே பதிமூணு ரெண்டு சீட்டு அப்போ பதிமூணு சீ டூ பதிமூணு சீ டூ போடுங்க பார்ப்போம் இங்கே ரெண்டு இருக்குன்னா ரெண்டு வாட்டி கம்மி போடணும் 12 போகணும் அப்போ பதிமூணு இன்ட்டு பன்னெண்டு போடுவீங்க இது இதையும் அடிச்சிங்கன்னா ஆறு பதிமூணு இன்ட்டு ஆறு எழுபத்தி எட்டு பதிமூணுண்டு ஆறு அப்படியே போடுங்க பார்ப்போம் என் ஆஃப் வேல்யூ எழுபத்தி எட்டு என்ஆஃப் வேல்யூ ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி முந்நூற்றி 13 13 13 13 13 17 17 17 1 1 1 பாரு கட்டிலிருந்து இரண்டு சீட்டு எடுக்கப்படுகிறது என அந்த இரண்டு சீட்டும் இருக்க நிகழ்த்தக இருக்க நிகழ்த்தகவுங்களா நமக்கு ஒரு சீட்டுன்னு கேட்டா ஈஸியா போட்டு போயிடலாம் ஒரு சீட்னா பல சீட்டு மொத்தம் எத்தனை இருக்கும் பன்னெண்டு இருக்கும் அப்போ தேவை டிவை மொத்தம் பன்னெண்டு டிவை ஐம்பத்தி ரெண்டு போட்டு போயிடலாம் சரிங்களா ரெண்டு சீட்னு வந்துட்டாங்க என்ன பண்ணும் மெத்தட் யூஸ் பண்ணும் சரிங்களா அப்போ நிகழ்த்து என்ஆஸ் ஐம்பத்திரெண்டு கிடையாதுனால நீங்க காம்பினேஷன் எப்படி போடுவீங்க அதை ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு ஐம்பத்தி ஒன்னு டிவைடு பை ஒன்னு இன்ட்டு ரெண்டுன்னு வரும் இது இது ஆயிடுச்சுன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இன்ட்டு ஐம்பத்தி ஒன்னு பதிமூணு இருபத்தி ஆறு அப்ப என்ஆஸோட வேலையூ என்னாது பதிமூணு இருபத்தி ஆறு சரிங்களா அப்ப என்ஆங்கிறது இங்க என்னது என் ஆஃப் ஏ என்னங்க தேவை நமக்கு என்ன தேவை அந்த ரெண்டு சீட்டுமே பட சீட்டா இருக்கும் சரிங்களா அப்ப பட சீட்டு மொத்தம் எத்தனைன்னு பாருங்க பட சீட்டு மொத்தம் எத்தனை பன்னெண்டு அந்த பன்னெண்டுல என்ன ரெண்டுமே என்னவா இருக்கணும் ரெண்டு சீட்டும் பல சீட்டாக இருக்கணும் அப்போ பன்னெண்டு சீ டூ பன்னெண்டு சீ டூ அப்போ இதை போடம் பார்ப்போம் பன்னெண்டு இன்ட்டு பதினொன்று இங்கே ரெண்டு இருக்கிறதுனால ஒரு வாட்டி கம்மி பண்ணணும் இங்கே ஒன்று இன்ட்டு ரெண்டு இது இதையும் அடிச்சிங்கன்னா ஆறு ஆறு இன்று பதினொன்று அறுபத்தி ஆறு ஆறு ரெண்டு பதினொன்று அறுபத்தி ஆறு சரிங்களா இப்போ நமக்கு என்ன அப்படியே சப்ஜெக்ட் பண்ணுங்கள் அறுபத்தி ஆறு டிவைட் பை பதிமூணு இருபத்தி ஆறு அறுபத்தி ஆறு டிவைட் வாட்டி வரும் இது ஆறாம் நடிச்சிங்கன்னா இருபத்தி ஒன்று இப்போ பதினொன்று டிவர்பை இருபத்தி ஒன்று பதினொன்று டிவர்பை இருபத்தி ஒன்று ஆன்சர் டிவர்பை இருபத்தி ஒன்று நாலாவது கொஸ்டின் பாருங்க ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து இரண்டு சீட்டு எடுக்கப்படுகிறது என சீட்டு ராஜா சீட்டாகவோ அல்லது ராணி சீட்டாகவோ சீட்டாகவோ இருக்க நிகழ்த்தகவு காண்க இது கொஸ்டின் சரிங்களா இப்ப நம்ம அல்லதுன்னு வந்துட்டே நிகழ்த்தவின் கூட்டத்தை எடுத்த பயன்படுத்துறான்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சீட்ல இருந்து ஒரு சீட் எடுக்கும்போது போதுதான் நீங்க அப்படி பாக்கணும் சரிங்களா பா 52 சீட்ல இருந்து 2 சீட் எடுக்கும்போது நீங்க வந்து காம்பினேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணனும் காம்பினேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணனும் சரிங்களா பாருங்க {|\text{n} \text{a} \text{=} \text{d} \text{n} \text{a} \text{n} \text{s}} \text{n} \text{a} \text{n} \text{s} \text{சரிங்களா இப்போ இந்த இடத்துல அல்லதுன்னு வந்துட்டா என்ன பண்ணனும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் அல்லது வந்து என்ன பண்ணனும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல and ன்னு வந்துட்டா இல்ல மற்றுன்னு வந்துச்சுனா ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும் இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க ரெண்டும் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ பாருங்களேன் இங்கே அல்லதுன்னு வந்திருக்கா அப்போ ரெண்டு தீ என்னா படிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் தீ படிக்க என் ஆஃபியஸ் ஃபஸ்ட் கண்டு பண்ணிங்க என்ன ஆஃபியஸ்னால் ஐம்பத்தி ரெண்டு இருந்து ரெண்டு சீட் எடுக்கிறாங்க அப்போ என்ன வரும் ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு ஐம்பத்தி ஒன்று வரும் இது அரிசினா இருபத்தி ஆறு இருபத்தாறு ரெண்டு அப்போ n of s-ஓட வேல்யூ 1326 சரிங்களா இந்த ராஜா சீட்டாவோ அது தான என்ன பண்ணி பாப்போம் ராஜா சீட்டாவனா ராஜா சீட் மொத்த 52 சீட் ராஜா சீட் எத்தனை இருக்கும் நான்கு சீட் இருக்கும் சரிங்களா அப்போ 4ல எத்தனை சீட் 2 சீட் அப்ப 4 सी 2 அப்படியே போடுவீங்க 4 3 1 2 இது இயல்றீங்கனா 2 அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும் 6 னு வரும் இங்கன ஆன்சர் என்ன ஆகும் 6 னு வரும் சரிங்களா அடுத்து ராணி சீட்டாக அது எப்படி ராணி சீட்டு மொத்த எத்தனை இருக்கும் நாலு இருக்கும் சரிங்களா அப்ப அதுவும் நாலு சீட்ல இருந்து ரெண்டு அப்ப இதுவும் நாலு எண்டு மூணு பை ஒன்னு எண்டு ரெண்டு வரும் இது ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு சரிங்களா அப்ப ராஜா சீட்டாக கிடைக்க நிகழ்த்தகவு என்னது ஆறுன்னு கிடைக்கும் ராணி சீட்டாக இருக்க நிகழ்த்தகவு ஆறு சரிங்களா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க அல்லதுன்னு வந்துட்டா ரெண்டு பண்ணிக்கணும் சரிங்களா என் ஆஃப் ஏங்கிறது தேவை நமக்கு என்ன தேவைன்னா இது ரெண்டுமே தேவை ராஜா சீட்டும் வேணும் ராணி சீட்டு வேணும் இல்லை அல்லதுன்னு வந்து ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் அப்போ பாருங்களேன் ஆறு ராஜா சீட்டாக இருக்க நிகழ்த்த ஆறு டிவைட் பை ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஆறு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா பன்னெண்டு டிவைட் பை வரும் இது ஆறாம் நடிச்சிங்கன்னா ரெண்டு வாட்டி இது ஆறாலு நடிச்சிங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்று 15 பாருங்க இரண்டு சீட்டு எடுக்கப்படுகிறது எனில் ஒன்று டைமண்ட் சீட் ஆகவோ மற்றொன்றுவோ இருக்க நிகழ்த்தகவு காண்ககவு பாருங்களேன்னை பார்த்துருக்கோம் நடுவுல அல்லதுன்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணும் நடுவில் அண்டுன்னு வந்துச்சுன்னா ரெண்டுத்தின் என்ன பண்ணிக்கணும் பெருகிக்கணும் சரிங்களா இங்கே மற்றொன்றுங்கிறது மற்றும் மற்றொன்றுங்கிறது மற்றும் சரிங்களா அப்போ நடுவில் வந்திருக்கு அண்டு வந்திருக்கா ரெண்டு என்ன பண்ணிக்கணும் பெருகிக்கணும் சரிங்களா போடுங்க பார்ப்போம் நெகத்தை எவ்வளவு பண்ணி விடுப்பீங்க பிஆப்ஏ என்ஆ டிவைட் பை என்ஆஃப்எஸ் என்ஆஃப்ஏ டிவைட் பை என்ஆஃப்எஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ஆஃப்எஸ் கண்டுபிடிங்கிறது ஐம்பத்தி ரெண்டு சீட்லேருந்து ரெண்டு சீட் எடுக்கிறாங்க சரிங்களா அப்போ ஐம்பத்தி ரெண்டு சி எப்படி போடலாம் ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு ஐம்பத்தி ஒன்று பை ஒன்று இன்ட்டு ரெண்டு இது இதுன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இன்ட்டு ஐம்பத்தி ஒன்று பதிமூணு இருபத்தி ஆறு அப்ப என்ன பேச ஒரு வேல்யூ பதிமூணு இருபத்தி ஆறு சரிங்களா இப்போ டைமண்ட் சீட்டாக அப்போ டைம்க்கு தனியாக டைமண்ட் சீட்டாக இருக்க நிகழ்ச்சியில் எப்படின்னா வரும் மொத்தம் டைமண்ட் சீட் மொத்தம் எத்தனை இருக்கு பதிமூணு சீட் இருக்கு சரிங்களா டைமண்ட் சீட்டு மொத்தம் பதிமூணு அதனால பாருங்களேன் ஒன்று டைமோ ஒன்று டைமண்ட் சீட் போடுவீங்க ஹார்டின் சீட்டாக மற்றொன்று ஹார்டின் சீட்டாக அப்போ அப்படி எப்படி வரும் ஹார்ட்டின் சீட்டு மொத்தத்தின இருக்குது பதிமூணு இருக்கு சரிங்களா அப்போ பதிமூணு பதிமூணில் ஒன்று தான் அப்போ பதிமூணில் ஒன்றுன்னு போட்டிங்கன்னா பதிமூணு டிவைட் பை ஒன்றுன்னு வரும் அப்போ என்ன ஆன்சர் பதிமூணு தான் வரும் ஆன்சர் என்ன வரும் பதிமூணு இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் சீட்டாக இருக்க நிகழ்த்தகவு பதிமூணு ஹார்ட்டின் சீட்டாக இருக்க நிகழ்த்தகவு பதிமூணு சரிங்களா நடுவில் மற்றொன்னு வந்து ரெண்டு நான் பண்ணிக்கணும் பெருக்கிக்கணும் அப்போ இங்கே பொண்ணுங்க பார்ப்போம் பிஆப்ஏ சி கோல்டு என்ஆஃப்ஏ டிவைட் பை என்ஆஃப்எஸ் அப்போ என்ன ஒரு என்ஆஃப்ஏங்கிறது டைமண்ட் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு நடுவில் மற்றால் பெருக்கல் அப்போ பதிமூணு இன்ட்டு பதிமூணு டிவைட் பை ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு எனக்கு என்ஆஃப்எஸ் வேலைய வேலையை உள்ளது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா பதிமூணு 13 பதிமூணு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது டிவைட் பை ஆயிரத்தி முந்நூற்றி 13 ஆறு நூற்றி அறுபத்தி ஒம்பது டைம்ஸ் வரும் 13 பதிமூன்று நூத்தி ரெண்டு வாட்டி வரும் சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டில் இருந்து இரண்டு சீட்டு எடுக்கப்படுகிறது என அல்லது ஸ்பேடு ஸ்பேடு சீட்டாகவோ இருக்க நிகழ்த்தகவு காண்கவு இது மாதிரி பி ஆஃப் ஏ இஸ்இக்குவல் டு என்ஆஃப் பை என்ஆஸ் n A வரும் இருபத்தி ஆறு என்று ஐம்பத்தொன்னு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு அப்ப என்ஆஸ் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு சரிங்களா நீங்க சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளவர் சீட்டாக அது தனியாக அனுப்பிடிக்கணும் சரிங்களா கிளவர் சீட்டாக இருக்க நிகழ்த்தகவு அப்ப மொத்தம் கிளவர் சீட் மொத்தம் எத்தனை இருக்கும் பதிமூணு சீட்டு இருக்கும் அப்ப பதிமூணுல அதே மாதிரி தான் ஸ்பேர்டு அல்லது இதே தான் வரும் பதிமூணு எட்டு பன்னெண்டு டிவைட் பை ஒன்று எட்டு ரெண்டு இதே ஆறு பதிமூணு ரெண்டு ஆறு எழுபத்தி எட்டு பதிமூணு ரெண்டு ஆறு எழுபத்தி எட்டு இப்போ இதுக்கு கிளவர்ஸ் இருக்கு தனியாக நிகழ்த்து பிடிச்சிட்டோம் ஸ்பேர்ஸ் இருக்கு தனியாக நிகழ்வு கொண்டு பிடிச்சிட்டோம் நடுவில் அல்லதுன்னு வந்து ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் அப்போனு பார்ப்போம் எழுபத்தி எட்டு பிளஸ் எழுபத்தி எட்டு டிவைட் பை என்ன பேசர் சரிங்களா இந்த எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு ஆட் பண்ணிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு டிவைட் பை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுமா பாருங்கள் சரிங்களா ரெண்டுத்தையும் ஆறாவது அடிக்கலாம் ஆறோம் அடிச்சிங்கன்னா இருபத்தி ஆறு ஆறு நூற்றி ஐம்பத்தி ஆறு இது அடிச்சிங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் லிகல் தகவலை எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு எல்லாத்தையுமே நிகழ் தகவலை எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிகழ் தகவலை இன்னும் நாணயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகடை அப்புறம் பந்துசம் இது மூணு பேலன்ஸ் இருக்குது நம்ம அடுத்தது காலத்தில் ஒவ்வொன்றா பார்த்துடலாம் சரி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ